அறவை பெரியோர்களே தாய்மார்களே அரமநாயகம் ஹபீஜா பீவியும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதுபோன்று இந்த கல்யாண படலத்தை கேட்க வேண்டும் என்று காத்திருந்து கேட்டுக் கொண்டிருந்த ஆதிபிதா பாபா ஆதம் அலி சலாத் அவர்களும் அன்னை ஹவா அவர்களும் இந்த உலகத்தில் ஈடை இணையற்றவர்களாக இன்புற்று வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழும் பாக்கியத்தை நம் அனைப்பேர்களுக்கும் தந்தருட எல்லாம் முதலும் அல்லாஹு பாதிப்பானாக செய்யதி நாய் குராயிருந்த மனைவி சாரா புழ்ந்தது கூவனு துய்யவனே உன் துணையது புரிவாய் துரிதமான் திடவே அவர்களும் அவர்களுடைய வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழும் பொருட்டு எல்லாம் நல்ல ஒரு பாதிப்பானாக வாழ்ந்தது போல் இந்நாள் மணவரை மணமக்க யாக இன்புத்து வாழ்ந்திடவே இந்நாள் மணவரை மணமக்க யாக இன் புத்து அவர்களும் அவர்களுடைய அன்பு மலையாட்டி ஆகிய சகுராமாவின் உலகத்தில் எவ்வளவு சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்தார்களோ அதுபோன்றும் நபி யூசு அலை சலாத்துலாம் அவர்களும் பிவி அவர்களும் இந்த உலகத்தில் எவ்வளவு வாழ்ந்தார்களோ அதுபோன்று நம்முடைய அருமநாயகத்தினுடைய திருமண வைபவத்தை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை பெரியார்களும் தோழர்களும் அவர்கள் எந்தவொரு இந்த உலகத்திலும் வாழ்ந்தார்கள் அதுபோன்று வாழ்கின்றனர் பாக்கியத்தனும் அனைவர்களுக்கும் தந்தனும் பொருட்டு ஆண்டவன் கிருப செய்வானு ஆண்டனான் ஓர் நாயகி சீர்திரம் துளங்கிய செல்வமும் படைத்து ஜெயமுடமா சீர்திரம் துளங்கிய செல்வமும் படைத்து ஜெயமுடமான் இந்த இந்த அவர்க்க வேண்டும் என்று நாடி இருந்து கேட்கின்ற நல்லடியார்கள் அனைவர்களுக்கும் சீரோடு சிறப்போடு இவ்வுலகிலும் செல்வத்தையும் பொருளையும் அருளையும் பெற்று சிறப்போடு வாடுகின்ற பாக்கியத்தை தந்தும் பொருட்டு ல்லாமல் அஹோ நல்லருள் பாலிப்பானாகவும் கண்மணி கதிஜா காரிகாய் ஷபோத்திரந்தழைத்து குலமதி செழித்து குவலையமாந்திடவே நம்முடைய பெருமானார் நபி முகமதின் சுஃ கரீம் சொல்ல ஒரே சொல்லலாம் அவர்களுடன் அவர்களுடைய இல்லத்தரசி ஆகிய பி பி ஹதிஜான் அவர்களும் அவர்களுடைய அன்பு மலையாட்டி ஆகிய ஆயிஷா சித்திகா லீத்தால அவர்களும் இந்த உலகத்தில் எவ்வளவு சிறப்பை பெற்று வாழ்ந்தார்களோ அதுபோன்று அவர்களுடைய திருமண வைபவத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை பெருகளும் அது அதுபோன்ற அர்பாகியத்தைப் பற்றி நல்லடியார்களாக அனைப்பேரும் வாடும் பொருட் எல்லாம் அல்லாரும் நல்லருள் பாலிப்பானாகவும் புலியலி கண்ணியை மாத்திமா கட்டிய முழங்கிலும் காரண புலியலி கன்னியை மாத்திமா ஒட்டியும் நீங்கலும் போலவே ஒட்டிய வாந்திடவே ஒட்டிய வாழ்ந்திர நன்றாயி சபை மனவாழகே நன்றாயி சபைமண வாழும் கட்டிய முழங்கிடும் காரணர் புலியலி அகத்து அலிவாவுத்தாளா அன்பு அவர்களும் பிபி பாத்திமா அலி அவ்வாகுத்தாளா அன்ப அவர்களும் இந்த உலகத்தில் எவ்வளவு சிறப்புற வாழ்ந்தார்களோ அதுபோன்று அரும நெப்பியினுடைய மணமங்களகரமாகியிருமண வைபவ வைபவத்தில் பங்கு கொண்ட அத்துணை பெர்களும் வெகு சிறப்பையும் சீரோடு சிறப்போடு செல்வத்தை பெற்று சிறப்புற வாழக்கூடியவர்களாக நம் அனைப்பிர்களையும் மவ்வாவு ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் இன்னும் இந்த திருமண வைபவத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமானார் நபி முகம் சொந்த அவர்களுடைய திருமண வைபவத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற இங்கிருந்த மங்கள பொங்க தங்கியல் வேறும் பங்கமழிங்கிட பாரிவில் யாவெரும் பண்புடமா பங்கமழிங்கிட பாரிவில் யாவரும் பண்புடமா நன்றாயி சபை மனு வாழகு நாள் மாண்டிடவே தங்கியல் பேரும் என்று பங்கம் என்று சொல்ல பாவங்களை மன்னித்து இரு உலகத்திலேயும் மோட்சமுடையவர்களாக நல்ல அணியார்களாக நம்முடைய பெருமானார் நபி முகம் அலிசல்லம் அவர்களுடைய சப்பாயத்தை பெறக்கூடியவர்களாக அவர்களுடைய சப்பாயத்தை அடையக்கூடிய தாய்மார்களாக நம் அனைவிரையும் அல்லாஹுத்தால் ஆண்டவன் ஆக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக அருமநாயகத்தினுடைய ஒரு திருமண வைபவம் பிபி ஃபதிஜாவுக்கும் தர்மநாயகத்துக்கு நடந்தேறிய மங்களத்தினுடைய வைபவம் இம்மட்டோடு நிறைவு பெறுகிறது ஆகவே சிறப்போடு இருந்து கேட்டுக் கொண்ட பெரியார்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யார் பெயர்களுக்கும் அவ்வாகுத்தார ஆண்டவன் இரண்டு உலகத்திலேயும் மோட்சங்களை கொடுத்து நல்ல ஒரு தகீரையும் கொடுத்து நல்ல தல்ஃபிக்கையும் கொடுத்து இதுபோன்று நல்ல பல வாக்கியங்களை கேட்டு நல்ல வழி நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய ஈமான்களை பிரகாசிக்கச் செய்து ஈமான் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஈமான் உடையவர்களாக மௌத்தாகும் பொருட்டு எல்லாம் அல்ல ஆண்டவன் அருபாலிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாக அருமநபியினுடைய கல்யாணத்த கல்யாண படலத்தை இம்மட்டோடு நாங்கள் நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம் அலாமத்து மன மார்க்கம் தந்தவ மெஞ்ஞான போதனை செய்த மெஞ்ஞான போதனை ாய கண்மணியே கரு தயாநிதியே என் உன்னை நான் கண்ணார காண வேண்டா உன்னை நான் கண்ணார காண்பா கண்ணே நீணியே கருணை தயாநிதியே என் நாளிலும் நெய்னார் கண்ணார கண் வேண்ட அல்ல என் நாளிலும் உன்னை நான் கண்ணார கண் வேண்டாம் காசி கண்ட ரூடம்மாவல் கொள்ளுதேன் சோதர ரூபம் காண வெள்ளி பொன் காசி கண்ட ரூடன் அவள் கொள்ளுதேன் பொல்லாதை எண்ணம் என்னை மதி செய்யுதே எண்ணம் என்னை மதி செய்யுதே நீ வம்பர் விட்டு பார்க்கே கண்ணே என் கண்மணியே கருணை தயாணி என்னாலும் நெய் நான் கண்ணார அல்ல என்னாலும் நெய் நான் கண்ணார